அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாள்தோறும் ஒரு நபிமொழி இன்றைய நபிமொழி நமது வாழ்க்கையில் நாம் மிக அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபிமொழி பொதுவாகவே தொழுகைக்காக ஒலு செய்யக்கூடிய காரியங்களில் நாம் மிக கவனக்குறைவோடு இருக்கின்றோம் ஒலு செய்யும்போது எதை வேணுமென்றாலும் செய்யலாம் எப்படி வேணுமென்றாலும் செய்யலாம் ஒழு செய்வதனால் நமக்கு ஏதோ நன்மைகள் கிடைக்கவே கிடைக்காது என்பதை போன்று இன்றைக்கு ஒழுவின் மீது அதிக கவனக்குறைவு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நமது மத்தியில் பரவலாக பரவிக்கொண்டிருக்கிறது இன்றைய நபிமொழி ஒழுவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன ஒ செய்வதால் ஒரு ம என்னென்ன பதவிகளும் அந்தஸ்துகளும் கிடைக்கிறது என்பதை குறித்து நாம் இன்றைய நபிமொழியில் பார்க்க போகின்றோம் அபு முஸ்லீம் ரதியுல்லா தலா அவர்கள் கூறுகின்றார்கள் நான் அபு உமாமா அவர்களை சந்திப்பதற்காக சென்றேன் அப்படி சந்திப்பதற்காக நான் செல்லும் போது அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து இருந்தார்கள் அவர்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் உடனே நான் அபு உமாமா அவர்கள் அருகாமையில் சென்று நான் கேட்டேன் அவர்களே இன்னுலன் எனக்கு ஒரு மனிதர் உங்களிடமிருந்து சொன்னார் அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னாஹிஹு فَغَسَلَ يَدَيْهِ وَوَجْهَهُ وَمَسَحَ عَلَى அவர் தங்களுடைய தன் தலைக்கு மசுகு செய்து கொள்கின்றார் தன் காதுக்கு மசுகு செய்து கொள்கின்றார் இப்படியெல்லாம் ஒது செய்துவிட்டு பிறகு பரலாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஒரு தொழுகையை அவர் நிறைவேற்றி விடுகின்றார் இப்படி நிறைவேற்றிவிட்டால் அன்றைய தினம் அவர் செய்த பாவத்தை அல்லாஹு மன்னித்து விடுகின்றான் அவர் கால்களால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் இலைஹி அவர் கைகளால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் இலைஹி அவர் காதுகளால் நிகழ்ந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் இலைஹி ஐநாகும் அவர் கண்களால் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் multim��� Beast அவர் மனதளவில் ஏதாவது ஒரு பாவம் செய்யணும்னு நினைச்சு மனசில் ஏதாவது நினைச்சிருந்தா கூட அந்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்று ஒரு ஹதீசை ஒரு நபர் என்னிடம் சொல்லி இந்த ஹதீச நீங்க அவருக்கு சொன்னதாகவும் நீங்கிற சுழல்லாட்டிருந்து கேட்டதாகவும் ஏட்ட ஒரு மனிதர் சொன்னாரே இது உண்மைதானா என்று நான் அபூமாமா அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அபூமாமா அவர்கள் சொன்னார்கள் سمعت من النبي صلى الله عليه وسلم சன் மிராரன் மிராரன் இந்த ஹதீச அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் சொல்கின்றேன் இந்த ஹதீசை நான் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடமிருந்து பலமுறை பலமுறை பலமுறை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அபூமாமா அவர்களிடம் சொன்னார்கள் அப்பொழுதுதான் நான் விளங்கி கொண்டேன் ஒது செய்வதற்கு இந்த அளவிற்கு நன்மை இருக்கிறதா ஒது செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹு இவ்வளோ பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கின்றானா மனதில் கருதன பாவங்களை கூட எண்ணிய பாவங்களை கூட அல்லா மன்னித்து விடுகின்றானே என்று நான் ஆச்சரியத்தில் உயர்ந்து போனேன் என்று அபு முஸ்லீம் ரதி அல்லாஹுத்தால அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதில் பதிவு செய்யப்படுகிறது சனதுகளை குறித்து சொல்லும் இதனுடைய வழி தொடர்களை குறித்து சொல்லும் போது அழகான வழித்தொடர்களை கொண்டதாக இந்த ஹதீஸ் இருந்து கொண்டிருக்கிறது சகையான ஹதீஸாக இருக்கிறது எனவே வலு செய்யும் போது கவனத்தோடு சுத்து பேணி பாதுகாத்து சுண்ணத்தான முறையிலே நாம் முழுவை நிறைவேற்றும் போது நம் கைகளால் செய்த பாவங்கள் நம் கண்களால் செய்த பாவங்கள் நம் காதுகளால் செய்த பாவங்கள் நம் மனதில் எண்ணிய பாவங்கள் அனைத்தையும் அல்லா மன்னித்து விடுகின்றான் அல்லாஹ் அலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் பாவமற்ற மனிதர்களாக வாழும் பாக்கியத்தை தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளார்